எனக்குமாட்டந்த <laughs> ஆன oh, <no. Hey. laughs> தொடங்க ஆதரவு பொ கையை கொண்டு தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரை அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க